sole sardare madina walon mirasume sardare madina எல்லை காண ஏன் மன்னா துன்ப சீரையில் காலம் போகுதே முதே காலங்கோதன செய் சித்தம் காலங்கோதந்த செய்வேன் ஃபதீஜா உத்தமியால் உள்ள முகந்த என்ஜா sare da மாதர் தரும் ஆசை நாளே மாண்பிழி மாதர் தரும் ஆசை நாளே மயங்கிய மறுபிறவி ஆனின் மண் மேலே செங்கை வாழந்த கன்னி வாழை சிங்காரி செங்கை வாழந்த கன்னிவாலை சிங்காரி அன்பை மறந்தேன் எந்த மதி தடுமாறி பன்வீசி பாடும் தாசன் வல்லல் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் எம் பெருமானார் நபி முகமதின் முஸ்தபா கரீன் அவர்களுடைய நல்லாசியை கொண்டு ஒரு சரிவாறை ஆரம்பம் செய்கின்றோம் அன்பு உள்ளங்கொண்ட அருமை பெரியோர்களே அருமை தோழர்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே சொல்லப்படுகின்ற சரித்திர வரலாறு என் பெருமானார் நபி முகம்மது முஸ்தபா ரசூரின் சல்ல அல்லாஹு அலைவசம் அவர்களுடைய வாழ்க்கையையும் அடிச்சுவட்டையும் பெண்பற்றி நடந்த அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில் நின்றும் அதிலையும் குறிப்பாக ஹுலாபாய ராஷிதீன்கள் என்று சொல்லி போற்றப்படுகின்ற இறைவனால் புகழப்படுகின்ற ஹலிஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படி எப்படி எந்த முறையில் நீதியை நெறியை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு நீதியை எவ்வாறு உலகத்தில் நிலைநாட்டி காட்டினார்கள் என்ற ஒரு நிகழ்ச்சியை இப்பொழுது சொல்லலாம் என்று ஆரம்பிக்கின்றோம் அருமை நபிகளுடைய காலத்திற்கு பின்பதாக சையா அபுபக்கர் சித்திக்கு அலி அல்லாஹு தாலா அனுகு அவர்களுடைய ஆரம்பமானது மதினாவில் அவர்கள் சிறிது காலம் மதினாவில் நீதியாக வாழ்ந்து அவங்களுடைய ஷிலாபத்தை முடித்ததின் பின்பு இரண்டாவது ஹலீபாவாக மதினமா நகரத்தில் உமரே பாரூக் உமர்ஹத்தாபுர் அலி அல்லாஹு தாலா அனுகு அவங்களுடைய சிலாபத்து காலம் மதினாவில் ஆரம்பமானது அவங்களுடைய கிலாபத்து காலத்தில் மதினாவில் எம்முறையில் ஆண்டு வருகின்றார்களே ஆனால் அருமநாயகர் சூலேகரின் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் எந்த முறையில் நீதியாக நேர்மையாக வாழ்ந்தார்களோ அதுபோன்றாபு அலி அலான் ஹூ உத்தமர்கள் वारार, वारार। उत्मे उम्म அரசாட்சி காலம் அது வாழ்க்கையில் வாமநாயகத்தினுடைய முன்மாதிரிக்கு சத்தேனும் பிசை இல்லாது ரெம்ப நெறிநீதமான முறையிலே தன்னுடைய கிலாபத்தை நடத்தி வருகின்றார் அப்படி வரவேண்டிய காலத்தில் அவர்களுக்கு அவ்வாஹுத்தால ஆண்டவன் மக்கள் செல்வத்தை கொடுத்திருந்தார் அதிலும் குறிப்பாக அபு சகமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் அவர்களுக்கு இருந்தார்கள் அந்த அபு சகமான் என்று சொல்லக்கூடிய அந்த மகன் மீது உமர்ஹத்தாபு அவர்கள் ரம்ப பிரியமும் ரொம்ப ஆனால் அந்த அபுசமமான் நல்ல அழகுடையவர்கள் பண்புடையவர்கள் ரொம்ப பாசமுடையவர்கள் அதிலும் குறிப்பாக அல்லாஹு ஜல்லஸ்தானு தான ஆண்டவன் இறக்கி வைத்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு ஆயத்துகள் அடங்கி இருக்கின்ற அல் குர்வான் என்று சொல்லக்கூடிய அந்த வேத வாக்கியத்தை அவர்கள் ஓதுவார்களே ஆனால் ரொம்ப இனிமையாகவும் முறையாகவும் தெளிவாகவும் ஓதுவார்கள் அதிலும் சொல்லப்படுகின்றது அபுசுஹம்மான் குரான் ஓதுவார்களே ஆனால் அருமநாயகம் அலி வசல்லம் அவர்களுடைய குரல் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதுபோன்றிருக்குமாம் அந்த அபுசஹம்மானுடைய இனிய குரல் அதனால் அவர்கள் மீது ரொம்ப பாசம் வைத்திருந்தார்களாம் உமர் ஹத்தாபு அலி அல்வாஹு அப்படி வரவேண்டிய காலத்தில் ஒரு நாள் தன்னுடைய மந்திரியாகிய உஸ்மான அவர்களை அழைத்து ஹசரத் ஹலீஃபா அவர்கள் சொல்லுகின்றார்கள் உஸ்மான் அவர்களே நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்மளுக்கு ஆட்சிக்கு உள்பட்டவர்கள் நம்மளுக்கு யாரேனும் வரிப்பணம் தர வேண்டியது பாக்கி இருக்கின்றதா யார் திரையலக்காமல் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பேரேட்டை பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது புதுமான் அவர்கள் பேரேடு என்று சொல்லக்கூடிய அந்த கணக்கைத்தானே திருப்பி பார்க்கும் பொழுது கைசர் என்று சொல்லக்கூடிய நாட்டை ஆளுகின்ற நகசேருவான் பனிரண்டு வருடங்களாக வரிப்பணம் பாக்கியிருக்கின்றது அதை பார்த்தோதுமா இப்ப நான் போந்த வகுத்தால் சொல்லுகின்றார்கள் உத்தமே ஒற்ற செய்தி சொல்ல கேடும் கைசரை யாழ் மன்னன் நவசேர்வான் என்பவனும் उस्मान अफ़ान अड़क उन्नार நாட்டை ஆளக்கூடிய நவசிர்வான் என்று சொல்லக்கூடியவன் நம்மளுக்கு பனிரெண்டு வருடமாக கிஸ்தி வரிப்பணம் பாக்கி இருக்கின்றது ஆனால் அவனும் உள்ளவன் பணபலம் உள்ளவன் மிக்க நல்ல ஒரு வல்லமை உள்ளவன் ஆகையினால் நம்மளுக்கு பனிரெண்டு பனிரெண்டு வருடமாக கொடுக்கின்ற வரிப்பணத்தை பாக்கி வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் இதை கேட்ட ஹலீஃபா அப்படியா அப்படியானால் உடனடியாக அவனிடத்தில் நின்று நம்மளுக்கு சேர வேண்டிய கிஸ்தி பணத்தை பிரிக்க வேண்டுமே என்ன வழி என்று கேட்டார்கள் அப்படி கேட்கும் உஸ்மான் சொன்னார்கள் ஹசரத் அவர்களே அவனிடத்தில் சென்று நம்மளுக்கு வரி வேண்டிய வரி பணத்தை பிரித்து வர வேண்டுமே ஆனால் அதற்கு தகுதியுடையவர்கள் வல்லமை உடையவர்கள் ஹசரத் அறிவு எவ்வளவாகுத்தால் ஆன அவர்களை அந்த நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னதும் அவர்கள் உமரே பாரூக் அவர்கள் அப்படியா அப்படியானால் ஒன்று செய்வோம் நாம் எல்லாருமே அந்த நாட்டுக்கு சென்று அரசாட்சியையும் அவன் செய்யக்கூடிய அரசாட்சியினுடைய முறையையும் அவனுடைய படைபலத்தையும் அவனுடைய பணபலத்தையும் நாம் பார்த்து வர வேண்டும் என்று உடனே அறிவிப்பு கொடுத்தார்கள் அறிவிப்பு கொடுத்ததும் அதுபோன்று பதினை படைகளோடு ஹசரத் அலிலி அவ்வாஹு தாலு அவர்களும் அவர்களுடைய அருமை கண்மணிகளாகிய ஹசைனாரும் ஹுசைனாரும் இவ்வாறு அந்த கைசர் நாட்டுக்கு செல்வதற்கு பழைய ஆயத்தமானது அதே நேரத்தில் ஹசைனாரும் ஹுசைனாரும் ஹலிஃபாவுடைய மகன் அபுசஹமானுக்கு இனிய நண்பர்கள் அப்பெயர் பெற்ற அந்த மூன்று பேர்களும் அதாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு ஹசீனாரும் ஹுசைனாரும் கைசர் நாட்டுக்கு படைக்கு செல்லுகின்றார்கள் என்ற செய்தி கேட்டதும் அபுசகுமான் ஓடோடி வருகின்றார் தன்னுடைய தந்தையின் முன்பதாக வந்து அபுசகுமான் சொல்லுகின்றார்கள் என்ன கேட்கின்றார்களே ஆனால் உற்ற வெதே பெற்ற வேறே பெற்றெடுத்த என் தந்தையே அழகுள்ள அபுசகுமா அவர்கள் அன்போடி சொல்லிடுமா வேண்டும் என்னுடைய நண்பர்களும் ஹசைனாரும் ஹூசைனாரும் அவர்களோடு சேர்ந்து நானும் படைக்குமே வர வேண்டும் அபுசகமான் சொல்லுகின்றார்கள் அருமை பிதாவே நீங்கள் இன்று செல்லுகின்ற இந்த படைக்கு என்னையும் நீங்கள் அழைத்துச் செல்ல வேண்டும் அதே நேரத்தில் என்னுடைய இனிய நண்பர்கள் படைக்கு வருகின்றார்கள் நானும் அவர்களோடு சேர்ந்து அந்த படைக்கு வர வேண்டும் என்னையும் ஒன்றாக அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று அபுசகமான் சொன்னார்கள் தம்பி சொல்லுகின்றார் அன்பு மெகனே பாசம் உள்ள மெகனே அபுசஹமான இருக்கின்ற கலந்ததில்லை படைக்க படைகளுக்கு சென்று எதிரியோடு நீங்கள் போரிட்டதில்லை ஆகவே இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கள் அதற்குரிய காலம் வரும்போது ஒன்றாக அழைத்துச் செல்லுகிறேன் என்று தந்து சொன்னார்கள் அது கேட்டு அபுசகுமான் மீண்டும் சொன்னார்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்னை அழைத்து செல்ல வேண்டும் இம்முறை என்னை நீங்கள் மறுத்து செல்லக்கூடாது எப்படியும் நீங்கள் என்னை உங்களோடு ஒன்றாக என்னுடைய நண்பர்களோடு கூட்டாக என்னையும் அழைத்து செல்ல வேண்டும் என்று பிடிவாதமாக சொன்னார்கள் அது கேட்டு அவர்கள் ரொம்ப சந்தோஷமாகி அன்பு மகனை அதுபோன்று போகலாம் என்று ஆயத்தப்பட்டார்கள் ஆகவே தன்னுடைய மகன் அபுசஹமான் ஹசீனார் ஹுசேனார் படையதி நாயகம் ஹசரத் அலி அல்வாஹு தாலு உமர்ஹத்தாபு ஆக இத்தனை பேர்களுமாக சேர்ந்து அந்த கைசர் நாட்டுக்கு பயணம் என்பதாக பயணப்பட்டார்கள் அதுபோன்று அர்ச்சனை பேர்களும் ஒன்றாகத்தான் கூடி மதினமா நகரத்தை விட்டு நீங்கி கைசர் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வழி நடந்து வந்து வல்லவன் கிருபையினால் மீதுதான் நடக்கும் என்ற நாட்டை நாடி அவர்கள் வருகின்றே நேரம் அது இந்த விதமாக அவங்களுடைய படையோர்களை எல்லாம் நடாத்திக் கொண்டு மதினமான கரத்தை விட்டு நீங்கி பதிமூன்று நாட்களாக வழி நடந்து கைசர் என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய எல்லை அடைகின்றார்கள் அந்த கைசர் நாட்டினுடைய எல்லை அடைந்ததும் அவர்கள் தங்குவதற்கு தகுந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய படைகளை தானே அங்கு நிறுத்தி கூடாரங்களை அழித்து அவர்கள் அத்தனை பேர்களும் சென்றவர்களெல்லாம் தான் கொண்டு சென்ற ஊன்றின் ஜப்பாதாக்களை உண்டு பசியாறி அவர்களுடைய கடமைகளை எல்லாம் முடித்து அவர் அவர்களுடைய கூடாரங்களில் அங்கிரவு நித்திரையானார்கள் அன்று காலை கதிரவன் உதயமாயிற்று காலை கடனை முடித்த ஹலீபா அவர்கள் எழுந்திரித்து அந்த கைசர் நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள் இந்நாட்டை ஆளக்கூடிய நமசேர்வான் மன்னனே எங்களுக்கு சேர வேண்டிய வரிப்பணம் பனிரெண்டு வருஷத்தினுடைய கிஸ்தி பணம் இடத்தில் பாக்கி இருக்கின்றது ஆகவே எந்த தடையுமின்றி எங்களுக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை கொடுப்பாயான நாங்கள் இப்படியே திரும்பிச் செல்வோம் இல்லை என்றால் உன்னோடு நாங்கள் போர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக வந்திருக்கின்றோம் ஆகவே இரண்டில் ஒன்று எங்களுக்கு பதில் தேவை என்று அந்த கடிதத்தை எழுதி முடித்து அந்த மன்னனுக்கு குழு அதுபோன்று ஒரு சஹாபி அவர்கள் ஃபலிஃபனுடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டு அந்த கைசர் நாட்டினுடைய அரசனுடைய அரமனைக்கு செல்லுகின்றார்கள் அப்படி செல்லும்போது அங்குள்ள ஒரு நிலைகளையும் அந்த நாட்டினுடைய அலங்காரங்களையும் அந்த நாட்டினுடைய மக்கள் வாழக்கூடிய செழிப்பையும் இதையெல்லாம் பார்த்து சென்ற தூதுவராக செல்லுகின்ற அந்த சஹாபி அவர்கள் நகசேர்வானுடைய கோட்டை வாயலை அடைகின்றார்கள் அடைந்ததும் கோட்டைக்கு காவலாக இருக்கின்ற காவலர்கள் கேட்கின்றார்கள் நீங்கள் யார் என்று நான் மதினாவில் இருந்து வந்த தூதுவன் என்று சொன்னார்கள் உடனே மரியாதை செய்து சஹாபியவர்களை உள்ளே அழைத்துச் சென்றதும் அந்த நவசேர்வான் உடைய மன்னன் முன்பதாக கொண்டு போய் நிறுத்தியதும் நவசேர்வான் கேட்கின்றான் வந்திருக்கும் தூது வேறே எவிடம் என்றார் வந்த உடனே இதை கேட்ட சஹாபி அவர்கள் நான் மதினாவில் நின்றும் ஹலீபா உமர்ஹத்தாபுடைய தூதுவராக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் என்ன காரணம் என்று கேட்கின்றார் உங்களுக்காக நான் கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் உடனே ஹலீஃபா அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்தை நவசேருவானுடைய கையிலே கொடுக்கப்படுகின்றது பார்த்தவுடனே நவசேர்வானுடைய கண்கள் டெண்டும் சிவந்து விட்டது கடும் சினம் கொண்டான் கடும் கோபம் கொண்டான் பல்லை நெருநெருவென்று கடித்தான் சொல்லுகின்றார் மதினமா நகரத்தில் இன்றும் எங்களுடைய எல்லைக்குள் வந்து எங்களுடைய எல்லைக்குள் படம் கழித்து எனக்கு இப்படி கடிதம் எழுதியிருக்கின்றார் பனிரெண்டு வருஷத்தினுடைய வரிப்பணத்தை மறுத்தால் உன்னோடு நாங்கள் போர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அழுத்தமாக எழுதியிருக்கின்றார் ஆகவே அவர்களுக்கு எவ்வளவு தைரியம் எவ்வளவு ஒரு அதாவது எவ்வளவு பெரிய ஒரு வீரம் இருந்தால் இந்த முறையில் நம்முடைய எல்லைக்குள் வந்து நம்மளுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று எண்ணிய அந்த அவசியர்வான் சொல்லுகின்றான் என்னுடைய படைபலத்தை பற்றி என்னுடைய பணபலத்தை பற்றி அவர்கள் அறிய மாட்டார்கள் ஆகையினால் எக்காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் வலியை கூடுக்க மாட்டோம் கிஸ்தி அழக்கமாட்டோம் நாங்கள் தயாராயிருக்கும் அவருக்கு தலை வணங்கி வரி செலுத்த மாட்டோம் கிஸ்தி அழக்க மாட்டோம் ஆகையினால் நாங்களும் அதுபோன்ற போருக்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த நவசேருவான் சொல்லுகின்றார் தூதுவரே தூதுவராக வந்த முறையில் நான் உண்மை மன்னிக்கின்றேன் உடனடியாக சென்று உங்களுடைய ஹலிபா இடத்திலே சொல்லும் நகசேருவான் அவனும் படைபலம் உள்ளவன் பணபலம் உள்ளவன் தக்க தகுதி உள்ளவன் ஆகையினாலே எக்காரணத்தை கொண்டும் கிஸ்தி அளக்க மாட்டான் ஆகவே உங்களோடு தயாராக இருக்கிறான் என்று உங்களுடைய ஹலிபாவுக்கு சொல்லும் என்று சொல்லு சொல்லும் என்று அனுப்புகின்றான் ஆகவே அதை கேட்ட ஷஹாபி தூதுவராக சென்றவர்கள் உடனே விரைந்து அந்த இடத்தை விட்டு நீங்கி ஹலீஃபாவுடைய ஹலீஃபா அவர்களே நலசேருவான் தாங்கள் அனுப்பிய கடிதத்தை படித்து முடித்து கடும் சினம் கொண்டு இவ்வாறு அவன் பதில் சொன்னான் எக்காரணத்தை கொண்டு நாமளுக்கு வரியை செலுத்த மாட்டான் கிஸ்தி பணம் அடக்க முடியாது எதிர்த்து போரிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினே இனிமேல் அதற்கு மேல் நம்ம எந்த முறையில் ஆயத்தமாக வேண்டுமோ அதை செய்து கொள்ளுங்கள் என்று அந்த தூதுவராக சென்ற ஷஹாபி வந்து சொன்னார்கள் கேட்டதும் ஹலிபா சொன்னார்கள் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹுத்தால ஆண்டவன் எந்த முறையில் நடக்க வேண்டும் என்று அமைத்திருக்கின்றானோ அந்த முறையில் நடக்கட்டும் என்று இறைவன்பால் வேண்டியவர்களாக இருக்கும் பொழுதே அந்த நமசேருவான் என்று சொல்லக்கூடியவன் மந்திரி பிரதானிகளையும் சீனாதிபதிகளையும் அழைத்து சொல்லுகின்றான் என்ன நீங்களெல்லாம் அதாவது நம்மோடு எல்லைக்குள் வந்தவர்களை நாம் சும்மா விடக்கூடாது ஆகவே நம்முடைய படைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று படத்தளபதிகளுக்கு அறிவிப்பு கொடுத்தார் உடனே முரசொலிக்கின்றது போர் முரசு எங்கும் கொட்டப்படுகின்றது இன்னும் அது கேட்டு நவசேர்வானுடைய படைகளில் நாம் தயாராக்கப்படுகின்றது அதாவது ரஜ கஜ துரோக பதானி என்று சொல்லக்கூடிய நான்கு வகை சேனைகள் ஆனைப்படை குதிரைப்படை காலா படை வயவீர்படை என்று சொல்லக்கூடிய நான்கு வகை அதாவது நான்கு வகை படைகள் தயாராக இந்த முறையிலே அவனுடைய படைகளை தயார் செய்து நவசேர்வானும் அவனுடைய மந்திரியும் தலைமை தாங்கி படையை நடாத்தி போர்க்களத்திலே வந்து கூடாரங்களை அடித்து சண்டை கடி கொடிகளை உயர்த்தி அந்த நவசேர்வான் ஆகக்கூடியவன் சண்டைக்கு அழைக்கின்றான் இதை பார்த்த ஹலீபாவும் ஹசரத் அலி அலி அல்வாஹு பார்த்தார்கள் அல ஆண்டவனுடைய அமைப்பின்படி எந்த முறையில் நடக்க வேண்டுமோ நடக்கட்டும் என்று அவர்களும் தயாரானார்கள் தயாராகி அதுபோலவே அந்த நவசேர்வானுடைய படையோர்கள் எல்லாம் படைக்களத்தில் தானே வந்து படைகளைத்தான் எச்சிரட்டி கொண்டு வந்து நிறுத்தி சண்டைக்கு அழைத்து விடுவார் நரசேருவான் கடல் போல படைகள் அங்கே தோன்று நின்று அழைத்திடுவார் சிவந்த கண்கள் சிவந்தி கடும் கோபம் கொண்டிடுமாறு சண்டை கிடைக்கின்றான் இதயினுடைய நிலை கண்ட ஹலீபா அவர்கள் அப்படியே கண்கள் சிவந்து எழுந்திருத்தார்கள் அனில் எவ்வாறுத்தால் அனுபவர்களும் மற்றும் படையோர்களும் அனைவர்களும் தயாரானார்கள் அவர் அவர்களுடைய போர்க்கலங்களை எடுத்து அணிந்து படைக்கு தயாராகி ஹசைனார் ஹுசைனார் அபுசகுமான் வந்த சஹாபாக்கள் இன்னும் ஹசரத் அலி உமர் சத்தார் இவ்வளவு பேர்களும் படைக்கு தயாராகி படைக்களத்துக்கு சென்றார்கள் சென்றவுடனே எதிரி படைகளும் இவர்களுடைய படைகளும் ஒரே போர்க்களத்தில் பொருதுகின்றது ஆனால் அதே நேரத்தில் சண்டை என்று சொன்னால் சாமானியம்மாவுடைய ஒரு சண்டை அல்ல அதாவது அந்த காலத்தில் போர் அந்த காலத்தில் நடந்த ஒரு யுத்தம் இருக்கின்றது நேருக்கு நேராக நின்று ஒருவருக்கொருவருடைய வீரத்தை பழுசித்து அதாவது போர் பொருந்துவது சண்டை செய்வது அந்த முறையில் இரண்டு படைகளும் தானே ஒன்றோடு ஒன்று பொருந்தி யுத்தம் நடக்கின்றது யுத்தம் என்று சொன்னால் சாமானியமான முறையில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை அல்ல அப்பெயர் கொற்ற அந்த பயங்கரமான அந்த ரணக்களத்தில் எதிரி படைகளோடு போரிட்ட ஹலீஃபாவினுடைய படைகள் அதாவது அதாவது இஸ்லாமிய படைகள் எதிரியினுடைய படைகளை சின்ன பின்னமாக தானே சிதறடித்து இன்னும் ஆயிரக்கணக்கான பணிகளைத்தானே எட்டி குவித்து ரத்த ஆறுகள் அப்படியே வெள்ளம் போல் ஓடுகின்றது